எல்லாேருக்கும் வணக்கம் வியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை காயமுத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரே பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஃபைவ் கலர்ஸில் சாரீஸ் பார்க்க போகிறோங்க வாங்க ஒவ்வொரு சாரியாக பார்த்துடலாம் ஸாரீ நம்பர் நைன் செவன் த்ரீ ஸாரீ நம்பர் நைன் செவன் த்ரீங்க ஃபுல்லாகவே சிங்கிள் கலர் தாங்க இப்போது பார்த்துட்டிங்கன்னா இந்த சிங்கிள் கலர் சாரீஸ் தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது ரொம்ப மூவிங்காகவும் இருக்குதுங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற சாரீ மெஜந்தா கலர் சாரி கலர் மெஜந்தா கலர் பல்லு பிளவுஸ் அண்ட் பாடி ஆஃப் சாரி எல்லாமே ஒரே கலர் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா யூஸ்வலாக புட்டா சாரீஸ் இல்லாமல் இதில் மேலில் அப்பர் போர்ஷன் ஒரு சின்ன சின்ன புட்டாஸ் வர மாதிரியும் லோயர் போர்ஷன் வந்து ஒரு கொடி மாதிரி டிசைன்ஸ் வர மாதிரி இருக்குதுங்க அதாவது ஹாஃப் அண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறதுல ஹாஃப் கலர் வேறு ஹாஃப் கலர் வேறு அந்த மாதிரி சொல்கிறது தான் நம்ம ஹாஃப் அண்ட் ஆஃப்னு சொல்லுவோம் ஆனால் இந்த சாரியில் என்ன அப்படின்னா ஹாஃப் டிசைன்ஸ் ஒரு மாதிரியும் இன்னொரு ஹாஃப் டிசைன் ஒரு மாதிரியும் இருக்குங்க இது எல்லாமே கைத்தறியில் நெசவு பண்ண பியூர் Silk சாரீஸ் கம்மிங் வித் சில்க் மார்க் சர்ட்டிஃபைடுங்க சாரியுடைய ப்ரைஸ் சிக்ஸ் 6,500 ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு கிடைக்கும் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் போயிட்டிங்க அப்படின்னா Pay, பே ஃபோன்பே பேடிஎம் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த நாலு ஆப்ஷன் இருக்குது எதுவேனாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் உங்களுக்கு கிடைக்கிதுங்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிற ஆஃபர் பிரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கிதுங்க சாரீ நம்பர் நைன் செவன் ஃபைவ் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் ஸாரீ புக் பண்ணும்போதே நீங்கள் பே பண்ணணும் அப்போ தான் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியுடைய ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் கேஷ் கொடுத்து நீங்கள் பார்சல் வாங்கிக்கலாம் இன்டர்நேஷனல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குதுங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாரியுடைய கலர் இங்கு ப்ளூ கலர் ஒரே பேட்டர்னில் ஃபைவ் கலர்ஸில் சாரீஸ் நம்ம பார்க்குறோம் போ இதெல்லாமே பியூர் சில்குங்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை வாஷ் மட்டும்தாங்க பண்ணணும் ஸாரி நம்பர் நைன் செவன் சிக்ஸ் ஸாரீயுடைய கலர் Double Shade ராணி Pink அண்ட் ஆரெஞ்ச் மிக்ஸ்டில் இருக்குங்க Double Shade, ராணி Pink அண்ட் ஆரஞ்சு மிக்ஸ்டு சரி பொறுத்த வரைக்கும் டெஸ்டு ஜரி ஹஃபைன் Zari Silk பொறுத்த வரைக்கும் 100% Pure Silk ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் Mark Tag வந்துடுங்க இந்த சாரீஸாக நீங்கள் WhatsApp மூலமாக புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க சாரீ கோடு சென்ட் பண்ணும்போதே புக் அப்படிங்கிற ஒரு வேர்டையும் சேர்த்து சென்ட் பண்ணுங்கள் உங்கள் மெசேஜ் பார்க்கும்போது அந்த சாரீ அவைலபிளாக இருந்ததுன்னா இமீடியேட்டாக உங்கள் நம்பரை நம்ம நோட் பண்ணிவிட்டு புக்குடு ஃபார் யூங்கிற மெசேஜ் வந்து உங்களுக்கு வருங்க சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி வேறு யாராவது புக் பண்ணியிருந்தாங்கன்னா அனதர் கஸ்டமர் புக்குடு இல்லைன்னா அதுக்கு பேமெண்ட்டே வந்துருச்சுன்னா சோல்டு அப்படிங்கிற ரிப்ளை உங்களுக்கு வருங்க சாரி நம்பர் 977 இது black color சேரீ சேரீ color black நான் எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு திருப்பியும் கூட உங்களுக்கு என்ன கலர் சாரி இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு திருப்பியும் சொல்கிறேங்க இப்போ நம்ம பார்த்தது 977 black color 976 கலர் நைன் செவன் சிக்ஸ் டபுள் ஷேட் ராணி பிங்க் வித் ஆரெஞ்ச் நைன் இங்க் ப்ளூ கலர் நைன் violet color, 973, magenta color, 974 கலர் நைன் செவன் ஃபோர் நான் வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன் நினைக்கிறேங்க ஸோ அதனால் இப்போ மறுபடியும் நான் சொல்லிடுறேன் இதை டார்க் வயலட் கலர் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கும் வித் செல்ஃப் மார்க்ஸ் சர்ட்டிஃபிகேஷனோட இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குங்க பிடிச்சிருந்ததுன்னா வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்